வணக்கம்யமத்தூர் கிளிக் பண்ணி நம்ம நீங்க பிங்க் ஒவ்வொரு சேரீ கூட கட்டாயம் பள்ளுன் ப்лауஸ் மெரூன் बॉडी ஆஃப் சாரி அரமத் கிரீன் கலர் இதுமே ஃபுல் அண்ட் ஃபுல் கோல்ட் டெஸ்டில்ஸ் தரிங்க இந்த சாரி உடைய பிரைஸ் 6000 ரூபீஸ் ओनली ஆஃபர் பிரைஸ் 6000 ரூபீஸ்க்கு ஆல் ஓவர் இந்தியா ফ্রি ஷிப்பிங்ல உங்களுக்கு கறிக்குங்க சாரி நம்பர் 627 बॉडी ஆஃப் சாரி ப்ளூ A royal blue pallu and blouse pink color blouse mattum plain ah irukkunga matha padi all over body ungalku putta vandhru saree ude length 6.2 meters including blouse blouse ude length above 70 cm la width of the saree 45.5 inches above irukkunga indha saree laye full ample gold border tested seri work danga irukku saree number 628 இந்த சரி சார் நீங்கள் ப்ரீபேமெண்ட் ஆப்ஷன் மூலமாகவும் வாங்கிக்கலாம் கேஷ் ஆன் டெலிவரி ஆப்ஷன் மூலமாகவும் வாங்கிக்கலாங்க ப்ரீபேமெண்ட் ஆப்ஷன் Google Pay, Phone Pay, Paytm, Account ட்ரான்ஸ்பர் நாலு ஆப்ஷன் இருக்கு எது வேணாலும் எவ்வளோ நம்பர் ஆஃப் சேரி வேணாலும் ப்ரீபேமெண்ட் ஆப்ஷன்ல வாங்கிக்கலாம் இப்போ நீங்க பாக்கிறது பல்லுவன் பிளவுஸ் ஆயர் ப்ளூ பாடி ஆஃப் சாரி ஒயிட் கலர் இது வந்து கொஞ்சம் ஹாஃப் ஒயிட்ல இருக்குங்க பாடியில் வரக்கூடிய புட்டா பார்த்துட்டீங்கன்னா கோல்டு டெஸ்ட் சரிங்க ேஷன் பாடியில் வரக்கூடிய குட்டாடு சரி இல்லையா பல்லூரில் கோல்டு அண்ட் பண்ணிருக்கோம் மெயினாக்காக Cash ஆன் டெலிவரி ஆப்ஷன் போயிட்டிங்கன்னா எக்ஸ்ட்ரா சார்ஜஸ் 200 ஹண்ட்ரட் ருபீஸ் சாரீ புக் பண்ணும்போதே பே பண்ணா தான் உங்களுக்கு ஆர்டர் கன்ஃபார்ம் பண்ணி பார்சல் சென்ட் பண்ணுவோம் பார்சல் ரிசீவ் பண்ணும்போது சாரியை பிரைஸ் சிக்ஸ் தௌசண்ட் ருபீஸ் நீங்கள் cash கொடுத்து பார்சல் வாங்கிக்கலாங்க கேஷ் ஆன் டெலிவரியில் பார்த்துட்டிங்கன்னா ஒரு சாரீ தான் அந்த டைமில் புக் பண்ண முடியும் நெக்ஸ்ட்டு சாரீ நீங்கள் அகெயின் கேஷ் ஆன் டெலிவரியில் புக் பண்ணோம்னா ஃபஸ்ட்டு ஆர்டருடைய பார்சல் வாங்கினதுக்கு அப்புறம் தான் நெக்ஸ்ட் சாரியை வந்து கேஷ் ஆன் டெலிவரியில் புக் பண்ண முடியும் அண்ட் டசன்ஸ் போட்டு கொடுக்குற ஆப்ஷனுமே கேஷ் ஆன் டெலிவரி ஆப்ஷன்லே இல்லைங்க For ath, hierikku, AND போயிட்டீங்காலும் நீங்க எவ்ரி டே கூட வாங்கிக்கலாம் இப்போ நீங்க பாக்குற சாரியோடைய நம்பர் 630, BODY OF பாடி PEACH சாரி பீச் கலர்லையும் பல்லுவன் பிளவுஸ் பார்த்துட்டீங்கன்னா நேவி ப்ளூ FULL AND FULL GOLD சரி ஒர்க்குண்ணா சாரி நம்பர் சிக்ஸ் த்ரீ 631 இந்த சாரில பல்லுவன் பிளவுஸ் மெஜிந்தா கலர்லையும் பாடி ஆஃப் சாரீ ப்ளூ கலர்லேயும் இருக்கு இதில் ஃபுல்லாக கோல்டு டெஸ்ட்டு சரி ஒர்க் அண்ட் பாடியில் வரக்கூடிய புட்டாவில் உள்ள சென்டரில் மட்டும் மீனாக ஒரு Silver டெஸ்ட்டு சரி யூஸ் பண்ணியிருக்கோங்க அண்ட் பல்லுலேயுமே சில்வர் அண்ட் கோல்டு ரெண்டு டெஸ்ட் சரியுமே நம்ம யூஸ் பண்ணியிருக்கோம் இந்த சாரீஸ் எல்லாம் Pure சில்க்குங்கிறதுனால கண்டிப்பாக ட்ரை வாஷ் தாங்க பண்ணணும் நார்மல் ஹேண்ட் வாஷ் பண்ணக்கூடாது ரிட்டன் பாலிசி பொறுத்த வரைக்கும் சேரீ உங்களுக்கு டேமேஜாக வந்ததுன்னா மட்டும்தான் ரிட்டன் பாசிபிளுங்க அதுக்கு கம்பல்சரி பார்சல் ஓப்பனிங் வீடியோ வேணுங்க பார்சல் ஓப்பன் பண்ணுறதுல இருந்து ஒரே வீடியோவாக நீங்கள் அந்த சேரீயும் ஓப்பன் பண்ணி ஏதாவது மிஸ்டேக்ஸ் இருந்தால் அதே வீடியோலேயே நீங்கள் மென்ஷன் பண்ணுங்கள் நெக்ஸ்ட்டு சாரி நம்ம சிக்ஸ் த்ரீ டூ பழுவன் க்ளாஸ் ராயல் ப்ளூ வாடி அப் சேரீ டபுள் ஷேடுங்க பெங்கேஷ் ஆரஞ்ச் அதில் வந்து பிங்க் கலர் தான் கொஞ்சம் அதிகமாக இருக்கும் ஆரஞ்ச் கலர் மைல்டாக இருக்கும் இதுல புல்லட் புல்ட் கோல்ட் டெசரரி வர்க்ல தான் இருக்கு கலர் इश्यूजஸ் ஸ்கோ குவாலிட்டி इश्यूजஸ் அண்ட் ஹேண்டில் মার্কஸ் இந்த மாதிரி इश्यूजஸ் கொண்டு கண்டிப்பா ரிட்டர்ன் பாசிபிள் இல்லைங்க அண்ட் டேமேஜஸ்க்கு மட்டும் தான் ரிட்டர்ன் பாசிபிள் அண்ட் டேமேஜஸ் பொறுtorch 100% எந்த ஒரு சாரி மீ டேமேஜோட உங்களுக்கு வராது ஏனா ஒவ்வொரு சாரி மீ லேயர் பை லேயரா நான் செக் பண்ணி தான் உங்களுக்கு சென்ட் பண்றோங்க இப்போ நீங்க பாக்கறது சாரி நம்பர் 663 பாடி ஆஃப் சாரி mango yellow color அப்படினா, கலர் 6,000 கிடைக்கும் சரிங்க வார்பண்ட் லெஃப்ட் ரெண்டுலையுமே வந்து நம்ம பியூர் சில்க்கு மேக் பண்ணியிருக்கோம் பியூர் சில்க் ரெட்டில் தான் யூஸ் பண்ணியிருக்கோம் மார்க்கெட்டில் இப்போ பார்த்துட்டிங்கன்னா டூப்ளிகேட்ஸ் கூட வந்துடுது அதாவது வார்பிலேயோ அல்லது லெஃப்ட்லேயோ ஒரு சைடில் மட்டும் பியூர் சில்க் வச்சுட்டு இன்னொரு சைடு வந்து கோனோ அல்லது சம் பாலிமிக்ஸ் இந்த மாதிரி ஏதாவது மிக்ஸ் பண்ணி மேக் பண்ணிகிட்ருக்காங்க ஸோ நீங்கள் ரொம்ப அவராக இருங்க நீங்கள் பியூர் சுல்க் சாரீஸ் வாங்குறீங்க அப்படினா தயவு செஞ்சு நீங்கள் கொஞ்சம் விசாரிச்சு வாங்குங்க அண்ட் வாங்கினதுக்கப்புறம் கூட நீங்கள் வீட்டில் YouTube வீடியோஸ் பார்த்து கூட செக் பண்ணிக்கலாம் அது பியூர் சுல்க் தானா அப்படினு இப்போ நீங்கள் பார்த்தது சேரீ நம்பர் 634 Body of பாடி ஆஃப் சாரி க்ரே கலர்லேயும் பல்லவம் ப்ளவுஸ் பார்த்துட்டிங்க அப்படின்னா அரக்கு கலர்லேயும் இருக்குங்க இந்த சேரீயில் வரக்கூடிய பிளவுஸ்லையுமே சின்ன சின்ன கூட்டாக வந்துருதுங்க இது கிரே கலர் அப்படிங்கிறதுனால கண்டிப்பாக சாரியில் சில இடங்களில் பிளாக் கலர் த்ரெட்டு தெரியுங்க சேரி நம்பர் எந்தெந்தோ கண்டிப்பா தெரியுங்க ரெண்டுமே டார்க் கலரா போயிடுச்சு ஒன்னு லைட் color இன்னொரு டார்க் கலர் அப்படின்னு மிக்ஸ் பண்ணும் போது கண்டிப்பா டார்க் கலர் த்ரெட்டு விசிபிள் ஆகுங்க இப்ப நீங்க பாடி ஆஃப் சேரீ ரெட் கலர் படுவன் ப்ளோஸ் ராயல் ப்ளூ பாடில வந்து உங்களுக்கு இந்த ஜிக்சாக் லைன் வந்துருது டாப் அண்ட் பாட்டம் கோல்டுவா இருக்குதாங்க பாடி சாரி பிங்க் கலர் லைட் பிங்க் கலர் பல்லர் பிளவுஸ் பிக் ப்ளூ கலர் இதுமாரி அண்ட் ஃபுல் கோல்ட் அடெஸ்ட் இருக்குதாங்க நீங்க வாட்ஸ்அப் மூலமா புக் பண்ணிக்கலாம் வாட்ஸ்அப் நம்பர் டிஸ்கிரிப்ஷன்ல இருக்குங்க 9043809562 இதுதான் வாட்ஸ்அப் பக்கிங் நம்பர் இந்த நம்பர்ல தான் பக்கிங் ஒன்லி நீங்க டெக்ஸ்ட் தான் பண்ணனும் வாட்ஸ்அப் மெசேஜ் பண்ணனும் saree code சென் பண்ணி உங்களுக்கு 100% அந்த saree வேணும் அப்படினா saree code சென் பண்ணும்போது புக் பண்ணுங்கன்னு சொல்லுங்க saree நம்பர் 637 சேஞ்சே நம்ம பார்க்கும்போது அந்த saree available-ஆ இருந்ததனா கண்டிப்பா உங்களுக்கு புக் பண்ணி கொடுக்கறோம். அதுவும் நீங்க புக் பண்ணீங்கன்னு சொல்லி இருந்தா மட்டும் தான் எங்கால புக் பண்ண முடியும். available-ஆ கேட்டிருந்தீங்கனா maybe அந்த டைம்ல available-ல இருக்க போது available அனுப்பிடுவோம். தென் நெக்ஸ்ட் உங்களுக்கு அடுத்து வேற மெசேஜ் பார்க்கும்போது same saree அந்த கஸ்டமர் புக் பண்ண சொன்னாங்கனா நம்ம அவங்களுக்கு தான் புக் பண்ணுவோம். யார் ஃபர்ஸ்ட் saree code சென் பண்ணி புக் பண்ணுங்கன்னு சொல்றீங்களோ அவங்களுக்கு நம்ம புக் பண்றோம். இப்ப நீங்க பாக்கிறது பல்லுவன் ப்ளவுஸ் ராயல் ப்ளூ கலர் பாடி ஆஃப் சாரி கலர் பர்பிள் கலர்ல இருக்குங்க இருக்கு பல்லூல மட்டும் மீனாக்க சில்வர் டெஸ்டில் பாடி ஆஃப் சாரி ப்ளூ கலர் பல்லுவன் ப்ளவுஸ் ராணி பிங்க் கலர் மாதிரி கண்டிப்பா இருக்காதுங்க ஏன்னா இதெல்லாமே பியூர் சில்க் சாரி நம்பர் சிக்ஸ் த்ரீ நைன் அண்ட் இதெல்லாமே கைத்தறையில பண்ணதுனால கண்டிப்பாக சில சாரீஸ்ல பார்த்துட்டீங்கன்னா சின்ன சின்ன கைத்தறி மார்க்ஸ் இருக்கும் அதாவது சின்ன சின்னதாக த்ரெட் தெரியுது அண்ட் டார்க் கலர் த்ரெட்ஸ் வித் விசிபிள் ஆகிறது அண்ட் டாப் அண்ட் பாட்டமில் இருக்கக்கூடிய அந்த ஹூப் மார்க்ஸ் ஆகட்டும் இதெல்லாமே பார்த்துட்டீங்கன்னா மேக்ஸிமம் சாரீஸ்ல வரக்கூடியது தாங்க ஸோ அதெல்லாம் டேமேஜில் வராது கைத்தறி சாரீஸ்னால் கண்டிப்பாக அந்த மாதிரி தான் இருக்கும் இப்போ நீங்கள் பார்க்குறது பாடி ஆஃப் சாரீ ராயல் ப்ளூ பல்லுவன் ப்ளோஸ் பார்த்துட்டிங்கன்னா மெஜெந்தா கலர் ஸோ நாம் இப்போது ஒரு ஃபிஃப்டின் சாரீஸ் வந்து பார்டர்லெஸ்சில் பார்த்துட்டோம் சாரியுடைய பிரைஸ் வந்து 6,000 தௌசண்ட் ருபீஸ் ஒவ்வொரு சாரியுமே இந்த சில்க் மார்க் சர்டிஃபிகேஷனோட தான் உங்களுக்கு கிடைக்குது பிடிச்சிருந்தது அப்படின்னா வாட்ஸ்அப் மூலமாக நீங்கள் புக் பண்ணிக்கலாம் Thank you, thank you for watching.